நண்படக்கம் நண்பர்ல இது நம்ம வில்லேஜ் சேனல் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வந்து சமையல் செய்ய போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தாமரை விதைய வந்து நம்ம இன்னைக்கு பறிச்சு எடுத்துட்டு வந்தேன் அருமையா நம்ம கிராமத்து முறையில வந்து நம்ம கிரேவி வச்சு சூப்பரா சாப்பிட போறோம் வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே அங்கே பாருங்கள் எவ்வளோ தாமரை செடிங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்மையாக அழகாக இருக்குது வாங்க இப்போ நம்ம போயிட்டு தாமரை விதையை வந்து நம்ம பறித்து எடுக்க போகிறோம் இந்த அல்லிப்பூவை பாருங்கள் வேறு லெவல் இருக்குது பார்க்கறதுக்கு செம்மையாக அழகாக இருக்குது ஆழம் பார்த்தீங்கன்னா நமக்கு முட்டை காலுக்கு மேலே இருக்கு பாருங்க இதுதான் வந்து தாமரைக்காய் இப்போ பாருங்க இதான் பார்த்திங்கன்னா விதை பாருங்கள் இதுதான் முத்தனை விதை இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பரிச்சை எடுத்துப்போம் நமக்கு இது தேவைப்படுது இந்த விதையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சாவே வந்து சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நம்பருக்குள்ளையா நண்பர்களில் அந்த தாமரை பூ பார்த்திங்கன்னா விவசாயம் கூட பண்ணுறாங்க விவசாயம் செய்ய முடியாத பகுதிகளில் இந்த மாதிரி நிலத்தில் வந்து தண்ணியை நிரப்பி இந்த விதையை போட்டு பார்த்திங்கன்னா விவசாயமாக இதை பண்ணுறாங்க வெளிநாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூவுக்கு வந்து நல்ல மதிப்பு இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது தாமரை தண்டு பார்த்திங்கன்னா காலையெல்லாம் கிழிக்குது இந்த தாமரை இலைகளை பாருங்கள் என்னை விட அல்ட்டாக இருக்குது குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து காஞ்சிடுச்சி தாமரை பாருங்கள் என் ஐட்டுக்கு வந்து இருக்குது இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கணும் தண்ணி குறைஞ்சி வச்சு தான் அந்த தாமரை இலை வந்து மேலே இருக்குது அந்த நம்ம பார்த்தீங்கன்னா தாமரை விதையை வந்து பறித்து எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம எடுத்து போய்ட்டு சூப்பராக நம்ம கிராமத்தை முறையில் வந்து கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோவை பாருங்கள் இந்த தாமரை செடி பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் கொண்டது சர்க்கரை நோய் வந்து கட்டுப்படுத்தும் வயசு ஆகிறது வந்து தடுக்கும் நம்மளை எளிமையாக பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம் அதே போல் தூக்கமின்மை உடல் சோர்வு மலைச்சிக்கல் குழந்தையின்மை வருத்தத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த தாமரை செடியை நண்பர்களே நமக்கு பார்த்திங்கன்னா இது வந்து காஞ்சி விதை இது வந்து நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்த போகிறதில்லை நமக்கு தேவையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பச்சையாக இருக்கிற விதை தான் வந்து நம்ம இன்றைக்கி சமையலுக்கு பயன்படுத்த போகிறோம் பாருங்கள் இது போல் பச்சையாக இருக்கணும் நம்ம அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி சமையலுக்கு பயன்படுத்த போகிறோம் பாருங்கள் நண்பர்களே இதுதான் பார்த்திங்கன்னா தாமரை விதை இது பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டு சித்த மருத்துவ கடைகளில் வந்து இது கிடைக்கும் அங்கே பார்த்திங்கன்னா தோல் உரிச்சு வந்து இது விற்பாங்க நண்பர்களே அங்கே பாருங்கள் எவ்வளோ தரம் நம்ம வந்து பறிச்சுட்டு வந்தோம் நமக்கு உரிச்சு கிடைச்சது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே நம்ம பார்த்திங்கன்னா தாமரை விதையாக தோல் நீக்கிட்டோம் நீங்கள் தோல் நீக்கினீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் வாங்க நம்ம இதை வந்து எப்படி கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தர்லாம் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி தாமரை விதை கடுகு இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா செக்கில ஆட்டின கடலை எண்ணெய் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் வாங்க நம்ம இப்போ கிரேவி செஞ்சிடலாம் எக்கில் ஆட்டினா கடலை எண்ணெய் நம்ம ஊற்றிக்கு போகிறோம் கடுகு நம்ம இப்போ சேர்த்துக்கு போகிறோம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம் கருவேப்பில போட்டுக்கிறோம் அடுத்து தான் நம்ம இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் காங்கிறது மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம தாமரை விதைய வந்து சேர்த்துக்கு போறோம் இப்ப அடுத்ததான் நம்ம வந்து மசாலா தூள் எல்லாம் நம்ம சேர்த்துக்க போறோம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம் கரம் மசாலாவை சேர்த்துக்கிறோம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக நம்ம தண்ணி ஊத்திக்கிறோம் உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இறக்கி வைக்க போகிறோம் நண்பர்களே நமக்கு பாருங்கள் தாமரை விதை வந்து நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்கு கிரேவியாக நண்பர்களே சொல்ல வார்த்தையே இல்லை செம்மையா இருக்குது வேற லெவல் நண்பர்களே ஆஹா வேற லெவல் நண்பர்களே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி தாமரை விதையை வந்து இந்த மாதிரி கிரேவியாக வச்சு சாப்பிட்டதில்லை அருமையாக இருக்கு இது விதைன்னே சொல்ல முடியாது கிழங்கு மாதிரி இருக்கு எப்படி இருக்கு தம்பி அருமையா இருக்கு இது எதுக்கு நான் சாப்பிட்டதில்ல ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற அருமையா இருக்கு வேர்கல்ல வேற மாதிரி அருமையா இருக்கு ா உங்களுக்கு வந்து இந்தமாதிரி கிராமங்களில் இந்த தாமரை விதை வந்து கிடச்சிதுன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்